குழந்தை வண்ணங்கள் பற்றி அறிந்து கொள்ள உதவுவதற்கு வரிசைப்படுத்துதல் ஒரு வழியாகும் உங்களுக்கு தேவையானவை எல்லாம் வெவ்வேறு வண்ணங்களில் உள்ள சிறிய பொருட்களே ஆகும் ஒவ்வொரு வண்ணத்திலும் சில பொருட்கள் இருக்கும்படி பார்த்து கொள்ளுங்கள் நாம் இவற்றை வண்ணத்தால் வரிசைப்படுத்துவோம் பச்சை நிறங்களையெல்லாம் ஒரு குழுவில் ஒன்றாக சேர்ப்போம் சிவப்பு நிறங்களை மற்றொரு குழுவில் ஒன்றாக சேர்ப்போம் மேலும் நீல நிறங்களை மற்றொரு குழுவில் ஒன்றாக சேர்ப்போம் என்று நீங்கள் குழந்தையிடம் சொல்லலாம் இதை எப்படி செய்வதென்று அவர்களுக்கு நீங்கள் ஒரு நிறத்தை வரிசைப்படுத்தி காட்டலாம் பிறகு அவர்கள் மற்ற வண்ணங்களை வரிசைப்படுத்த முயற்சி செய்யலாம் கோலி குண்டு பூக்கள் மற்றும் கலர்பென்சில் போன்ற சிறிய பொருட்களை நீங்கள் இந்த செயல்பாட்டுக்கு பயன்படுத்தலாம் வண்ணங்களால் வரிசைப்படுத்துவது குழந்தையின் பகுத்தறிவை மேம்படுத்த உதவும்